பிரயணம் ரெண்டு பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த கண்டக்டரை கூப்பிட்டுருக்கோம் இங்கே ஐயா என்னம்மா அப்படின்ட்டுருக்கார் வந்து இந்த ஜன்னலில் திறந்துவிட்டு போ பக்கத்தில் இருந்த ஜன்னல் திறந்துவிட்டு அவர் போயிட்டார் பக்கத்தில் இருந்தாமல் உடனே இங்கே ஐயா மறுபடியும் ஐயான கூப்பிட்ருக்கு அந்த என்ன இந்த ஜன்னலை மூடி விட்டு விட்டுருக்கு மூடிவிட்டு போனார் ஐயானு மறுபடியும் கண்டக்டரை கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி இந்த ஜன்ன வந்து நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு அப்புறம் உடனே பக்கத்தில் இருந்த அம்மா தபாரியா அந்த அம்மா பேச கேட்டுட்டு நீ திறந்து வச்சின்னா நான் குளிர்தான் அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்ல அவர் கூட்டுருக்க அந்த ஆள் அந்த கண்டக்டர் இங்கே வாய் அங்கே என்ன தகராறு ஒன்றும் இல்லையா அந்த அம்மா வந்து ஜன்னல் அம்மா ஜன்னல் நான் என்ன ஏன் ஒரு ஆள் கொஞ்சம் நேரம் அந்த ஜன்னலில் மூடி அப்புறம் திறந்து வைக்க கவலையே படாத ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரா எது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போயிடுச்சுன்னு சொல்கிறேன் இப்போ நாகரிகத்தில் அப்படி இருக்குது ஒரு